நீங்கள் முதல்ல கேன்மா ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த கேன்மா ஸ்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் கிரேட் நியூ அப்படின்றது அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அஸ்பெக்ட் ரேஷியோவில் ஒம்பது லிஸ்ட்டு இருக்கு அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா நெஸ்ட் ஆப்ஷன் இருக்குது அதை நீங்கள் குடுத்த பிறகு இப்போ நம்ம ஒரு பேக்ரவுண்டு இமேஜ் ஒன்று நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் இடது பக்கத்தில் மேலே பார்த்தீங்கன்னா இமேஜ் இருக்கும் அதில் நீங்கள் ஒயிட் பேக்ரவுண்டு ஒன்று செட் பண்ணிங்க செட் பண்ணிவிட்டு மேலே இன்டாப்ஷன் இருக்கும் அது நீங்கள் கொடுத்துக்கங்க கொடுத்த பிறகு அந்த இமேஜ் மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ எந்தளவுக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு இதை அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் கொடுத்துங்க கொடுத்த பிறகு வீடியோடைய ஸ்டார்டிங் பையன் வாங்க ஸ்டார்டிங் பைன் வந்த பிறகு இதில் நம்ம ஒரு டெம்லெட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு அதை நீங்கள் எடுத்துக்கங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்கள் அப்படியே வளர்ச்சியில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் ஸ்ப்ரிட் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிகாப்ஷன் கொடுத்த பிறகு நீங்கள் அகைன் அந்த டெம்லெட்ல ஒருத்தர் க்ளிக் பண்ணிவிட்டு அப்படியே வளர்ச்சியில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு ீா அதுல குரோமா கீ நீங்க செலக்ட் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா ஓகேங்களா குரோமாக்கி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் என்ன பிள்ளை ஆன் பண்ணி வைங்க ஆன் பண்ணிக்கிட்டு அப்படியே நீங்கள் கீழே பாருங்கள் கீ கலர் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் க்ரீன் கலர் நீங்கள் செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்து ஓகேங்களா டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல எப்படி காட்டுதோ இதே மாதிரி தான் காட்டும் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது நம்ம இதை கிளாரிட்டியாக வைக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணுன்னா இந்த பக்கத்தில் பாருங்கள் ரெண்டு கீ ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி இதை நீங்கள் செட் பண்ணுங்கள் ஓகேங்களா எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அந்தளவுக்கு நீங்கள் இதை இதை அஜ்ஜஸ்ட் பண்ணுங்க அட்ஜஸ்ட் பண்ணிணா உங்களுக்கு எப்படி கிளாரிட்டி அப்படி கரெக்டாக சூப்பராக இந்த அளவுக்கு செட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஒன்று நாற்பத்தி முப்பத்தி ஏழு செட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்கிறகு மறுபடியும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு டென்த் செகண்ட் வரைக்கும் தான் இருக்குது அதனால் இதில் ஒரு டூப்ளிகேட் எடுக்க போகிறோம் அதுக்கு நீங்கள் அகெயின் அதில் ஒரு அகைன் நீங்கள் அதில் ஒரு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இடது பக்கத்தில் த்ரீ டாட் இருக்கும் அதில் போயிட்டு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க ஓகேங்களா டூப்ளிகேட் எடுத்த பிறகு இதை அப்படியே லாங் ப்ரஸ் பண்ணி இதில் மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணி இந்த இடத்த எண்டில் இதில் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா செட் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மேலே ரைட் ஆப்ஷன் கொடுத்துங்க கொடுத்த பிறகு இப்போ இதனுடைய லா லாஸ்ட் பாயிண்ட் வாங்க லாஸ்ட் பாயிண்ட் வந்த பிறகு மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு இதில் கத்திரி சிம்பிள் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ட்ரிம் டு ரைட் கொடுத்து இதை கட் பண்ணி எடுத்துக்கங்க கட் பண்ணி எடுத்த பிறகு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இதில் நம்ம வந்து இமேஜ் ஆட் பண்ண போகிறோம் இதில் உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க அதுக்கு நான் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அந்த இமேஜ் நான் ஓகேங்களா ஓகேங்களா இமேஜ் எடுத்த பிறகு நீங்கள் அந்த இமேஜை எந்தளவுக்கு செட் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு எண்டு வரைக்கும் இருக்குல்ல அது வரைக்கும் நீங்கள் செட் பண்ணிக்கிங்க ஓகேங்களா செட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அந்த இமேஜ் மட்டும் ஒருத்தரை கிளிக் பண்ணிவிட்டு பிளஸ் பார்த்தீங்கன்னா பாக்ஸுமாக இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துட்டு மேலே டிகாப்ஸும் கொடுத்தேன் டிகாப்ஸும் கொடுத்த பிறகு நீங்கள் அகெயின் அதில் ஒரு தடவை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இடது பக்கத்தில் த்ரீ டாட் இருக்கும் அதில் போய்ட்டு செட்டு பேக் கொடுத்துங்க ஓகேங்களா செட்டு பேக் கொடுத்த பிறகு மேலே டிக் ஆப்ஸு கொடுத்து டிக் ஆப்ஸும் கொடுத்த பிறகு அடுத்து நெஸ்ட்டு வாங்க நெஸ்ட்லேயே அடுத்த இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதுலேயே உங்களுக்கு பிடிச்சவங்கள இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு ஓகேங்களா கேலரியில் போய்ட்டு நீங்கள் அடுத்த இமேஜ் நீங்கள் எடுத்து அடுத்த இமேஜ் எடுத்த பிறகு அதை இதே மாதிரி மறுபடியும் நீங்கள் வலைசேர்பாதினா பாக்ஸ்மாக இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒயிட் பாக்ஸ் கொடுத்துட்டு நான் டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு நீங்கள் அந்த ஃபோட்டோமேலாம் மறுபடியும் ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டு இடது பக்கத்தில் த்ரீ டாட் இருக்கும் அதில் போய்ட்டு சென்ட்டு பேக் கொடுத்துங்க ஓகேங்களா சென்டு பேக் கொடுத்திங்கன்னா அது செட்டாயிடும் செட் ஆன பிறகு மறுபடியும் டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு வீடியோடயே ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இதில் நம்ம ஒரு கர் டெம்லேட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு லேயரில் போய்ட்டு மீடியாவில் போய்ட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை நீங்கள் எடுத்துக்கங்க ஓகேங்களா எடுத்த பிறகு நீங்கள் வளர்ச்சியில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கனா அதில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அது கொடுத்துட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் அதில் ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் அதை நீங்கள் செலெக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் கொடுத்து ஓகேங்களா மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ நீங்கள் இதை லைட்டாக ப்ளே பண்ணி பாருங்கள் மியூசிக் வந்து ஆட் ஆயிருக்கும் அதை நீங்கள் ஸ்பீடு கொடுத்து மியூசிக் ரிமூவ் பண்ணிங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் இதை ப்ளே பண்ணி பாருங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு செம சூப்பராக இருக்கும் இப்போ வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இதில் நம்ம வந்து லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா எடுத்த பிறகு நீங்கள் அப்படியே வளசல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் அதில் பிளண்டிங் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஸும் கொடுத்துங்க டிக் ஆப்ஸும் கொடுத்த பிறகு அகைன் நீங்கள் அந்த லிரிக்ஸ் மொத்தத்தில் கிளிக் பண்ணிவிட்டு இது லைட்டு அப்படி ஜூம் பண்ணிட்டு அப்படி கீழே இறக்கி வச்சிங்க ஓகேங்களா கீழே இறக்கி செட் பண்ணி வச்சிங்க எப்படி செட் பண்ணிட்டு மேடம் டிக் ஆப்ஸும் கொடுத்துங்க ஓகேங்களா டிக் ஆப்ஸும் கொடுத்தது இப்போ ஃபைனல் ஆகிட்டு ஒரு ஃப்ரேம் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனோட இல்லைங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை நீங்கள் எடுத்துக்கங்க ஓகேங்களா அதை எடுத்த பிறகு நீங்கள் அதுமேல் ஒருத்தர் க்ளிக் பண்ணிட்டு நீங்கள் வளர சேர்த்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதை நீங்கள் நீங்கள் பண்ணிட்டு ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அது கொடுத்துட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க அகேன் நீங்கள் அதுமாதிரி ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டு வீடியோ காப்பியை ட்ராக் பண்ணி விட்டுங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணி விட்டுட்டு மேலே டிகாப்ஷனுக்கு அதை நீங்கள் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறிங்கனா வீடியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பிளே பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வீடியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நம்ம மேலே பாருங்கள் யார் மாதிரி அதை டவுன்லோட் ஆப்ஷன் நீங்கள் அதை கொடுத்துக்கிட்டு இதில் உங்கள் மொபைலுக்கு எது செட் ஆகும் அதை நீங்கள் செட் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா சேவஸ் வீடியோனு இருக்கும் அது நீங்கள் சேவ் பண்ணி எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்ஜால சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க நீ அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்